கையேந்தி வேண்டி நின்றேன் கவனம் திறக்குமா என் கலை நாகூர் நீரான் கதவு திறக்குமா என் கலை நாகூர் நீரான் கதவு திறக்குமா கையேந்தி வேண்டி நின்றேன் கவனம் திறக்குமா அஞ்சு அஞ்சு கிடப்பது எண் நெஞ்சமல்லவே அஞ்சு அஞ்சு கிடப்பது என்னமல்லவே நான் அடி பணிந்தியாரிடம் நெஞ்சவில்லையே நான் அடி பணிந்தியாரிடம் நெஞ்சவில்லையே அஞ்சுவதும் செஞ்சுவதும் உமக்குத்தானையா அஞ்சுவதும் செஞ்சுவதும் உமக்கு தானையா நீ அன்பு தர மறுத்துவிட்ட கூடவேறைய கையேந்தி வேந்தி நின்ற கவனம் இருக்குமா என் கலை நாகூர் நீரான் கதவு திறக்குமா என் கலை நாகூர் நீரான் கதவு திறக்குமா போகும் வழி மீதிலொரு விடையும் நான் போகும் வழி மீதிலொரு விடையுமில்லையே இல்லையே மெய்யுருவே மாமணியே நபீன் பேரரை भॉयो गुर्जर अब्दुल कादिर कई वेंदी वेंदी नंदी नवन करतमा ये काले ना गुरु नीरान गदा उतिर कुमा ये काले ना गुरु नीरान गदा उतिर कुमा गदा उतिर कुमा नीरान गदा उतिर कुमा गदा उतिर कुमा ம அருமை அகில போட்டும நபி மொஹ அருமை பத்திமாத்திமாத்திமாத்திமா கசி புதல்வித்த்தகே கட்டி தவ புதல்விமா Fatima Fatima Fatima Emei Kiram ne belirtildi iretulduvar Fatima Emei Kiram ne belirtildi iretulduvar Fatima Fatima Fatima फातिमा वागयलर अलीयवरगों वांगय मनवी फातिमा ई गई पनबो याव पट रे ई गई पनबो याव पट रे नीये पिनी फातिमा ई गई पनबो याव पट नीये जिल फातिमा फातिमा फातिमा फातिमा Fatima o ho ho ho Ilakum veedam Quran tanney idayam konda Fatima Fatima Fatima దయం కొండా ఫాతిమా ఉలగ ముస్లిం మాదరల్లం ఉలగ ముస్లిం మాదరల్లం ఉలగ ముస్లిం మాదరల్లం వంద పోటం ఫాతిమా ఉలగ ముస్లిం మాదరల్లం వంద పోటం ఫాతిమా ఫాతిమా ఫాతిమా ఫాతిమా ఫాతి பாத்தி எளியு வாழ்ந்து காட்டி மிகம் சிறந்தார் பாத்திமா கலை மிகுந்த ஞான பாதை கலை மிகுந்த ஞான காட்டும் தீவம் ஆத்மா கலை மிகுந்த காட்டும் தீவம் ஆத்மா आखिर वो कौन नबी मोहम्मद का रुह में खेल ले फातिमा फातिमा फातिमा फातिमा yo <S dinero> alla <calculation> ye ninda kobam varayo alla ye ninda kobam varayo alla vande vande taninde kobam yenindako bam yenindako bam marayo allah yenindako bam marayo allah kashta nastam மே என்றால் நான் என்ன செய்தே உஷ்ணம் குறைந்தே உவந்தே அனைப்பாய் மிச கலங்கம் இல்லாம நீல் பெரியோ நே பிரியோனே பெரியோனே பனிந்தேன் பனிந்தேன் o mon ye nind ko mon ye nind ko mon varayo ulla ye nind ko mon varayo ulla अल्ला ये नींद कोवम ये नींद कोवम वारायो अल्ला ये नींद कोवम वारायो अल्ला devaruwa vanindem vanindem tanindevaruwa vanindem vanindem tanindevaruwa yenindako warayo allah yenindako warayo allah கொண்டாடும் விவரிக்க இயலாத பரம்பொருளே வித்தழாரு பொருளே கண்ணுக்குள் ஒளியாய் கருத்தில் தெளிவாய் எண்ணுக்குள் புகுந்த ஏகனே காப்ப ஏன் இந்த கோபம் Yeen in the koobo, vaarayo allu la Yeen in the koobo, vaarayo allu la Vanindel, vanindel, thanindu varuvaan வருந்த கோபம் வேண்ட கோம் வாயோ அல்ல வாராயோ அல்ல அஜமீர் அதிபதியே ராஜா ஆலம் புகழும் காஜா அஜமீர் ராஜா ஆலம் புகழும் मेर अजी राजा जेपाल जेगालं तेमारूल ईद ஜப எல்லைகள் கடந்து ஜமாலியத்தோடு பிணைந்து தங்கத்தோர் தளத்தில் ஈந்தி தொகையரும் சிலும் சுரந்தேன் கரீ பண்ணவ ஆலம் புகழும் ஃபாஜா ஆலம் புகழும் காஜாம் அஜமீர் அதிபதியே ராஜா அஜமீர் அதிபதியே ராஜா அஜமீர் அதிபதியே ராஜா ஆலம் புகழும் காஜாம் பின்னுதலாய் வெ தௌீ தின்தலாய் காரிருள் அகட்டும் கமலா கனிரச உஜூதின் மலராய் சரீர சித்தானந்த சம்பூர்ண இருபானியாக தருகினில் திறமாய் விட்டு திகழ் யாகரீ பண்ணவாம் யாகரி பண்ணவ ஆலம் புகழும் பாஜா அஜ்மீர் அதிபதியே ராஜா ஆலம் புகழும் பாஜாம் அஜமீர் ராஜா அஜின ஆக தூசாவில் மதியாகியாவில் அகந்தொரும் ஆசிக்காகி அடியார்க்கு உபகாரியாகி வகையிலும் ஹிந்துஸ்தானாம் வாழ்வேற்றும் பிரதானம் மிக பொருள் சாந்திதாசம் பொழுந்தேன் யாக பண்ணவோ பண்ணவோ ஆலம் புகழும் ராஜா अजमेर अधिपदिये राजा अजमीर अधिपदिए राजा अजमीर अधि बदिए राजा राजा अजमीर अधिपदिये राजा राजा அது மீர் ஆஜில ஆகும் அது மீர் ஆஜில ஆகும் நபிகள் பெருமான் சரித்திரமே நலமாயிங்கு கூறிடுவோம் அபிமானத்துடன் கேத்திருவே ஆதியின் அருளை பெற்றிருவி நபிகள் பெருமான் சரித்திரமே நபிகள் பெருமான் சரித்திரமேயும் நபிகள் பெருமான் சரித்திரமே நலமாயு கூறிடுவோம் நலமாயு கூறிடுவோம் அபிமானத்துடன் கேட்டிடுவேன் ஆதிய அருளை பெற்றிடுவேன் நபிகள் பெருமாள் சரித்திரமே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 ஆதரவில் நன்னயமாக வளர்ந்தார் நறுகுணவாளிவர் என திகழ்ந்தார் நபிகள் பெருமாள் சரித்திரமே நலமாயுங்கள் நபிகள் பெருமாள் சரித்திரமே நலமாயு நபிகளை ஏன் ஓதார் ஜிபுரம் நாகன் அருளால் அது முதலாய் நன்றாய் உணர்ந்தார் ஒரானே நலமாய் நாற்பது வயதினிலே நபியனும் பட்டம் பித்தார்கள் இணங்கும் நபிகள் அந்திருந்தே இம்பத்தீன் பணி செய்தார்கள் நபிகள் பெருமான் சரித்திரமே மலமாய் நோற்கொண்டான் நாயன் ஒருவன் அவனுக்கு யாரும் இணையில்லை என்றார்கள் கொடுமை மனத்தோர் பொழித்தார்கள் கூறி அடித்திட துணிந்தார்கள் படைவலம் கண்ட நபி பெருமான் பண்பாய் சொன்னார் அவர்களிடம் நபிகள் பெருமான் நபிகள் பெருமான் சரித்திரமே நபிகள் பெருமான் ஒரு சிலர் நபியை ஏற்றார்கள்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 ஜிலா இஸ்லாம் வளர்ந்திடவே பொங்கும் அன்போடு மக்கள் எல்லாம் மோடிப்பாக வாழ்ந்தார்கள் அல்லா அருளால் நபிகள் கிரான் இறுதி ஹஜ்ஜை முடித்தார்கள் மக்களும் நம்மை பெற இனிமை போதனை செய்தார்கள் செய்தார்கள் வாகையுடனே தம் தூதையில் வாகாய் முடித்து நம் நபிகள் ஈகை இறையோ அடைப்பாளே இவ்வுலகத்தை துறந்தார்கள் அறுபத்து மூன்றாம் வயதினிலே அறுபத்து மூன்றாம் வயதிலே அழியா உலகம் சென்றார்கள் சிறப்பு மதினா நகர் தண்ணில் சீராய் அமைந்து விளங்குகிறார் வாழிய நபிகள் திருநாமும் வாழிய பொருண் மறைபோதும் வாழிய நபிகள் திருநாமும் வாழிய குற ஆம் மறைவோறோம் வாழிய குறாம் மறைவோறோம் வாழிய நபிகள் திருநோம No, no, no, no. balane ullal nenele ulurki un ullatil surtham kalabhavane allahum allahum allahum allahum allahum allahum allahum allahum रत्ल बेहतर तुह मन में अल्लाह का पधार अरु मन में और आखरत पे पधार तू मन में अल्लाहू अल्लाहू अल्लाहू अल्लाहू अल्लाह அல்லூ அல்லூ அல்லூ அல்லூ அல்லூ அல்ல அல்லூ அல்லூ